உனக்காக இங்க எவ்வளவு காத்துட்டு இருந்தேன் உனக்காக காத்துட்டு இருந்தேன் என்ன நானே வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன் நீ என் மனசை இவ்வளவு தூரம் காயப்படுத்தவுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நீ என்ன நல்ல முட்டாலாக்கிட்ட இப்ப சந்தோஷமா